ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான போச்சம்பள்ளி இகா டைப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் இதோடைய ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்த மாதிரி ப்ரைஸில் உங்களுக்கு இந்த சாரீஸெல்லாம் இப்போ நம்ம காட்ட போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது என்ன அப்படின்னா போச்சமல்லி இக்கா டைப் சாரீஸ்லேயே வந்து லோ பட்ஜெட்டில் சாரீஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக இருக்குதுங்க ஆனால் லோ பட்ஜெட் நீங்கள் போனீங்கன்னா அதோடைய குவாலிட்டியும் கண்டிப்பாக டிஃபர் ஆகுங்க நம்மளே நம்ம யூடியூப் சேனலில் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் போட்டிருக்கோம் அதோடைய குவாலிட்டி வேறு இப்போ இந்த சாரீஸ் காட்டுற சாரீஸுடைய குவாலிட்டி வேறு ஸோ குவாலிட்டி வேறு அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அதோடைய ப்ரைஸுமே வேறு தாங்க ஸோ நான் இப்போ இந்த ப்ரைஸை வந்து நான் ரிவியல் பண்ணுறேன் ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமேங்க ஸோ ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு இந்த சாரி AGAIN நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இப்போ நீங்கள் yellow and அண்ட் pink combination first சாரீ second சாரீ பார்த்துடலாம் செகண்ட் சாரி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டபுள் ஷேடாக இருக்கும் மல்டி கலராக இருக்கும் ஃபுல்லாகவே பல்லு ராணிப்பிங் body, பாடி மல்டிகளர் கீழிங் ஒர்க் மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஒன்லி ஐயாயிரத்தி ஐநூறு சூப்பரான அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ காட்ட போறோம் வரைக்கும் பாருங்க ப்ளவுஸ் ஆல்வேஸ் ப்ளைன் அண்ட் கான்ட்ராஸ்ட் தாங்க இந்த சாரியுமே ஹேண்ட்லூம் மேட் தான் பியூர் சில்க் தாங்க ஸோ சில்கில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டியதில்லை எல்லாமே வந்து பியூர் சில்க்கு தான் ஹேண்ட்லூம் மேடு தான் ஒவ்வொரு சாரியும் சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு வரும் ஸோ இந்த சாரி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப்பாகவே இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்க தாங்க செய்யும் பாடி பார்க்குறீங்க டபுள் ஷேடு சாண்டில் வித் ரெட் கலர் பளு அண்ட் ப்ளவுஸ் ரெட் கலருங்க பாடி சாண்டில் கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது க்ரீன் அண்ட் ராணி பிங்க் கலர் இந்த ராணி பிங்க் கலர் பளு எப்படி இருக்குன்னா ரெட் காம்பினேஷனில் இருக்குங்க ரெட் அண்ட் ரோனி பிங்க் டபுள் ஷேட்டில் இருக்கும் பாடி க்ரீன் கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடியதுங்க டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் ப்ளவுஸ் இதுலேயும் பேக் சைடு கட்டிடுறேங்க எல்லாமே ஃபுல்லாகவே அந்த டை ஒர்க்கு வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க சாரி ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம முன்னாடி காட்டின சாரீக்கும் இந்த சேரீக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்த சாரீஸ்க்கும் இந்த சாரீஸ்க்கும் கண்டிப்பாக குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அண்ட் ஈவன் டிசைன்ஸு டாப் அண்ட் பாட்டம் டர்ன் டிஷ்யூ பார்டர்லேயும் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஸோ அதனால தான் இந்த ரேட் இப்போ பார்க்குறது ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக நிறைய பேர் அதை அப்ரோச் பண்ணுவீங்க பார்க்கலாம் யாருக்கு இந்த சாரீ ஃபஸ்ட்டாக போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டாக யார் புக் பண்ணுறிங்களோ அவங்களுக்கு இந்த சாரி ஃபர்ஸ்ட்டாக போகுங்க பாடி பார்க்குறீங்க எல்லோ எல்லோவில் ப்ளூ அண்டு பிங்க் கலரில் ஜிக்சாக்ட் லைன்ஸ் வந்திருக்கும் பளு அண்ட் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலர் இந்த ராணி பிங்க் கலர் சொல்கிறது எல்லாமே என்னென்னா டபுள் மிக்சிங்கில் இருக்குங்க அதாவது ரெட் மிக்சிங் ரெட் அண்டு பிங்க் மிக்சிங்கில் இருக்கும் இல்லை அப்படின்னா ரெட்டு அண்டு ராணி பிங்க் மிக்சிங்லேயே இருக்கும் ஒரு ஷேட் வந்து ராணி பிங்காக இருக்கும் ஒரு ஷேட் பார்த்தா ரெட்டு இருக்கும் இப்ப நீங்க பார்க்கிறது கிரீன் அண்ட் இதுமே டபுள் ஷேடு தாங்க பல்லு வந்து பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல இருக்கும் சேம் பல்லுல வரக்கூடியதே உங்களுக்கு பாட்டம்லேயும் வரும் பாட்டம்லையும் உங்களால் பார்க்க முடியும் டிசைன்ஸ் எலிஃபன் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே ஹேண்ட்லூம் மேய்டுங்க பியூர் சில்க் நெக்ஸ்ட் சரி நம்ம பார்க்குறோம் கிரீன் அண்ட் மெஜந்தா காம்பினேஷன் பலுவன் பிளவுஸ் மெஜந்தா பாடி கிரீன் கலர் ப்ளவு பார்த்துருங்க எங்ககிட்ட பேமெண்ட் மோட் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ப்ரீ பேமெண்ட் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி ப்ரீ பேமெண்ட் அப்படின்னா அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இதில் நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சாரியுடைய அமௌண்ட் 5,500 மட்டுமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா போதும் இதுவே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை நீங்கள் இதை ஸேரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க இதை நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை பே பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணுவேங்க தென் சாரீ பார்சல் வரும்போது நீங்கள் சாரியோடைய அமௌண்ட்டை வந்து கேஷாக கொடுத்தா போதுங்க இப்போ நம்ம பார்க்குறது ப்ளூ அண்ட் ராணிபிங் காம்பினேஷன் இது வந்து டபுள் ஷேடுங்க பல்லுவன் ப்ளவுஸ் பாடி வந்து ப்ளூன்னு சொன்னது ஆர் ப்ளூ இப்ப நம்ம பார்க்குறது சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய சரீ தான் ஒர்க்குமே சூப்பராக இருக்குதுங்க இது வந்து டார்க் ஆரஞ்சு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து டார்க் ஆரஞ்ச் பாடி வந்து க்ரீன் க்ரீனில் ஒயிட் அண்டு லைட் ஆரஞ்ச் எல்லோவில் ஃபுல்லாக ஒர்க் இருக்குதுங்க ஒர்க் அப்படிங்கிறது டை தாங்க ஆல்ரெடி வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட்லேயே வந்து அந்த டை பண்ணிடுவோங்க இது எல்லாத்துலேயுமே டிஷ்யூ பார்டர் உங்களுக்கு கண்டிப்பா வருங்க இப்போ நம்ம பார்க்குறது green and pink and red காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பழுவன் பிளவுஸ் pink and red காம்பினேஷனுங்க இது body green color அதுல yellow and pinkல உங்களுக்கு circle வந்திருக்கும் designs temple வாடர் கேட்டிங்களா ஸோ அந்த temple design வந்து இந்த சேரீயில் இருக்க பாருங்கள் கீழே பாட்டமில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் அவாய்ட் பண்ணிடுங்க நீங்கள் கால் பண்ணி தான் பேசணும் அப்படின்னா வர்ணா சப்போர்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம் ஆனால் கால் பண்ணி பேசுறது டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக மட்டும்தாங்க booking order வந்து அந்த நம்பரில் எடுக்கிறது இல்லைங்க AS-USUAL மெயின் வர்ணா நம்பரில் மட்டுந்தான் booking and order அதில் தான் நீங்கள் பிக்சர் அனுப்பணும் புக் பண்ண சொல்லணும் தென் புக் பண்ணிவிட்டால் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக அந்த நம்பர் தாங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் நைன் ஜீரோ இந்த நம்பருங்க இப்போ பார்க்குறது ராயல் ப்ளூ வித் ராணி பிங்க் காம்பினேஷன் இதுவுமே கொஞ்சம் டபுள் ஷேடு தாங்க எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே பழு அண்ட் ப்ளவுஸ் வந்து டபுள் ஷேடில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு சாரி நம்ம பார்க்குறோம் இது வந்து ப்ளூஇஷ் கிரீன் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பல்லுவன் பிளவுஸ் பாடி டபுள் ஷேடிங்கு பிங்க் அண்டு எல்லோ காம்பினேஷனில் தான் இருக்கும் ஒரு ஆங்கிளில் பார்த்தா பிங்க் கலர் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா ஒரு கோல்டன் எல்லோ ஃபினிஷிங்கில் வந்திருக்கும் ரீசேலர்ஸ் ஹோல்சேலர்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய என்கொயரிஸ் பண்ணிக்கலாங்க இந்த சாரி பார்க்குறோம் இந்த சாரியுமே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லிட்டில் ஸ்டிஃபாக தாங்க இருக்குது யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்னாகும் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய சாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா லிட்டில் ஸ்டிஃபாக தான் இருக்கும் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியாகுங்க அண்ட் மழை காலத்தில் நெசவு பண்ணால் கூட இந்த மாதிரி தாங்க வரும் இப்போ நம்ம பார்த்தது கொஞ்சம் மல்டி கலர் தான் பாடி பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து ப்ளூயிஷ் கிரீனுங்க பாடி இங்கே பாருங்கள் இது வந்து மல்டி கலரில் இருக்குது எல்லோ அண்டு ஆரஞ்ச் அண்டு கிரே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் இது வந்து பாடி மைல்டு எல்லோவில் ஜிக்ஸாக் டிசைன்ஸ் வந்திருக்கு பாடி ராணி பிங்க் கலருங்க ஆசெஷுவல் ரெட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ராணி பிங்க் ப்ளவுஸுங்க இதோடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்றுலிங்க ஐயாயிரத்தி ஐநூறுபாய் மட்டுமேங்க நம்ம எப்போவுமே வேறு யார் கூடயும் கம்பேர் பண்ணுறது இல்லைங்க கம்பேர் பண்ணி சொல்கிறது இல்லை நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பிடிக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் எங்ககிட்ட வாங்கிகிட்டே இருப்பீங்க நிறைய பேர் ஆல்ரெடி அப்படி தான் வாங்கிகிட்டே இருக்கீங்க அண்டு புதுசாக வாங்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி பாருங்கள் எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வாங்கிட்டே இருக்கலாங்க இதோடைய பழுவன் பிளவுஸ் இதுமே ராணி பிங்க் தாங்க இது எப்படி இருக்குன்னா ஆரஞ்சு காம்பினேஷன்ல இருக்கும் பாடி கிரீன் கலர் கிரீன் கலர் வந்து ஒரு லீஃப் கிரீன் மாதிரி இருக்குங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்குங்க வர்ணா சப்போர்ட் நம்பர் எதுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த மெயின் வர்ணா மெயின் நம்பரில் நிறைய புக்கிங்ஸ் நடக்கிறதுனால அண்ட் டெய்லி வந்து த்ரீ வீடியோஸ் போடுறதுனால நிறைய என்கொயரிஸ் அந்த நம்பருக்கு வருதுங்க மெசேஜஸ் வருது ஸோ மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கே தவிர கால்ஸ் அட்டன் பண்ண முடியல நிறையா கஸ்டமர்ஸ்க்கு வந்து எங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அதுதான் உண்மைங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அது எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னடா இது நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இந்த வர்ணா சப்போர்ட் நம்பரை இன்னொன்னே பலுவன் பிளவு பிங்க் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் அந்த சாரி உங்களுக்கு யாராவது லவ்வபிள் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா நாட் ஓன்லி லவ்வபிள் பர்சன்ஸ் அப்படின்னா ஒய்ஃப் மட்டும் இல்லைங்க அம்மாவுக்கு சிஸ்டர்ஸ்க்கு நீங்கள் யாருக்கு வேணாலுமே இது வந்து கிஃப்ட் பண்ணலாம் உங்களுடைய அன்பின் வெளிப்பாடா நிறைய பேர் அப்படியும் பண்ணிட்ருக்கீங்க எங்கிட்டயே சொல்லுவீங்க ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களும் அதையெல்லாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் பழுவன் ப்ளவுஸ் ராணி பிங்க் இது ஆரஞ்ச் காம்பினேஷனில் இருக்குங்க பாட்டில் க்ரீன்ங்க பாடி கலர் ஸோ அதை மட்டும் எங்களுக்கு என்ன பண்ணிடுங்கன்னா கொஞ்சம் ப்ரியராக புக் பண்ணதுக்கப்புறம் சொல்லிடுங்க அண்ட் இன்னொன்று புக் பண்ணிவிட்டு உடனே சொன்னீங்கன்னா அதை நாங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்குவோங்க ஹாப்பி பர்த்டே எழுதி கொடுக்கணுமா கொடுத்துர்லாம் இல்லை ரேப் பண்ணி கொடுக்கணுமா கிஃப்ட்டு மாதிரி உள்ளே வந்து பேக் பண்ணி கொடுக்கணுமா எதுனாலும் நம்ம பண்ணித்தரோம் பட் ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி வைக்கிறதுனா ஓகே அப்போவே எழுதி வச்சிடலாங்க சப்போஸ் ரேப் பண்ணி பர்த்டே கிஃப்ட் மாதிரியோ இல்லை வேற கிஃப்ட் மாதிரியோ நம்ம வந்து கிஃப்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் ஒன் டே கொடுங்க நாங்கள் அது மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஸோ அவங்களுக்கு போகும்போது அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்ப பார்த்தது இங்கு ப்ளூங்க பாடி பல்லுவன் பிளவுஸ் ராணிப்பிங் ரெட் காம்பினேஷன்ல வருங்க இப்ப பாக்கிறது எல்லோ அண்ட் ராணிப்பிங் காம்பினேஷன் பாடி எல்லோ கலருங்க இதுலயுமே சூப்பரா இருக்கு இந்த சிக்ஸாக் லைன் வரக்கூடிய இந்த சாரீஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இந்த சாரீஸ்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சு இல்ல வாங்க முடியல இல்ல ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதை விட பெஸ்ட்டான ஒரு சாரீ உங்களுக்கு எங்ககிட்டருந்தே ஃபியூச்சரில் கிடைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது ஹோப்பல் விடாமல் நம்பிக்கையை விடாமல் என்ன பண்ணுங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான சாரீ கிடைக்கும் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸில் இப்போ பார்க்குறது பேரட் க்ரீன் பல்லுவான் ப்ளவுஸ் பாடி கலர் டபுள் ஷேக் கலருங்க பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்கும் ஒரு ஒரு ஆங்கிளில் பார்த்தா pink, ஒரு ஆங்கிளில் பார்த்தா ஒரு கோல்டன் எல்லோ மாதிரி லுக் கெடு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்துலாங்க இதுவுமே டபுள் ஷேடில் இருக்கக்கூடிய சாரி தான் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் பாடி டபுள் ஷேடு தாங்க எல்லோ கோல்டன் எல்லோ அண்ட் லைட் பிங்க்கில் இருக்கும் கோல்டன் yellow வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும் பிங்க் வந்து கொஞ்சம் ஷட்டிலாக இருக்கும் பட் ரெண்டு காம்பினேஷனில் தான் இருக்கும் பாடி கலர் இப்படி நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் இன்னொன்றுங்க மேம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கலர் வந்து சேமாக தாங்க வரும் அண்டு சில சேரீலாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கலர் சேமாக தான் வரும் ஆனால் சம் சேரீஸ் மே பி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வரலாங்க நாங்கள் அதை க சொல்கிறோம் ஏன் அப்படின்னா சில கலர்ஸ் வந்து ஃபோட்டோவில் கேப்சர் பண்ண முடியுறதில்லைங்க வீடியோலேயும் என்னாகும் அப்படின்னா நம்ம ஓவராலாக காட்டுறதுனால கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் வருது அது டபுள் டோன் வந்து என்னாகுது அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக கேப்ச்சர் பண்ண முடியலைங்க நிறைய பேர் வந்து டபுள் டோன் கேட்குறதுனால அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பட் அப்படி இருந்தாலும் கேப்ச்சர் பண்ணது கொஞ்சம் சிரமமாக இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி டபுள் ஷேட் வரக்கூடிய சாரீஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரெண்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோவையும் நல்லா பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துக்கோங்க இப்போ பார்க்குறது வந்து பாடி இது வந்து ஸ்டிஃபாக தாங்க இந்த சாரீ ராணி பிங்க் கலர் பளு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூஇஷ் கிரீன் and ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கக்கூடியதுங்க நீங்க என்னெல்லாம் சஜஷன்ஸ் கொடுத்தீங்களோ நம்ம அதெல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஸாரி பற்றி சொல்றதும் அதே மாதிரிதான் இப்போ நாங்கள் நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த சாரீனா இதுதான் இப்படிதான் இருக்கு கலர் இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரோ ஐடியா கிடைக்குங்க இது வந்து ப்ளூஇஷ் கிரீன் பல்லுவன் பிளவுஸ் பாடி இதுவுமே டபுள் டோன் தாங்க டபுள் ஷேடு இது என்னென்னா ஹனி கலர் ஒரு கோல்டன் yellow மிக்ஸிங்கில் இருக்குங்க அண்ட் இந்த ஸாரி வந்து 11 ஓ கிளாக் யூடியூப்பில் வீடியோ வருது அப்படின்னா அதோடைய ஷார்ட்ஸ் நம்ம 9 ஓ கிளாக் போட்டுறோம் ஸோ அந்த ஷார்ட்ஸில் என்ன இருக்குன்னா சாரீ வந்து சும்மா அப்படியே நம்ம லைனை அடுக்கி வச்சுட்டு அந்த இந்தந்த சாரீஸ் வரப்போகுது அப்படின்னு தெரியும் ஸோ ஓரளவுக்கு கலர் வந்து கண்டிப்பாக உங்களால் பார்த்துற முடியும் அண்ட் அது என்ன ஸாரீ அது எவ்வளோ ப்ரைஸ்க்கு வரப்போகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாம் முன்னாடியே சொல்லிடுறதுனால நிறையா பேர் வந்து நம்மக்கிட்ட வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த டைமுக்கு வந்த உடனே புக் பண்ணுறதுக்காக ஸோ அதனால தாங்க நம்மக்கிட்ட சீக்கிர சீக்கிரமாக புக்கிங் ஆகிடுது சீக்கிரமாகவே சோல்ட் ஆகிடுது எதுவுமே நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணுறதே இல்லைங்க கரெக்டா லெவன் ஓ கிளாக்னா லெவன் ஓ கிளாக் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து புக்கிங் பண்ணவே ஆரம்பிக்கிறோம் பாடி வந்து கிரீன் கலர் லைட் கிரீன் பலன் பிளவுஸ் ப்ளூ கலருங்க சாரி பார்க்குறோம் பாடி வந்து லைட் எல்லோ இருக்கும் பாடி கலர் பலூன் பிளவுஸ் ராணி பிங்க் வித் ஆரெஞ்ச் காம்பினேஷன் பிளவுஸ் பார்க்கறீங்க பிளைன் அண்ட் கான்ட்ராஸ்ட் பாடி பார்க்குறீங்க லைட் எல்லோ இந்த ஒர்க் வந்திருக்குங்க சாரி ஃபுல்லாகவே இது இருக்கும் நெக்ஸ்ட் சாரி பாத்திரலாம் இது வந்து கொஞ்சம் கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல இருக்கக்கூடியது பலுவன் பிளவுஸ் ராணி பிங்க் வித் ஆரெஞ்ச் காம்பினேஷன் பாடி வந்து எல்லோ அண்ட் கிரீன் அந்த ரெண்டு மிக்ஸ் ஆன ஷேட்ல இருக்குங்க நம்ம கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் இருக்குங்க வந்து பல்லி பிங்க் ரெட் காம்பினேஷன் பிளவுஸ் அதாவது அதிகமா இருக்கலாம் ஆனா 6.2 கண்டிப்பா 45.5 இருக்காது அதிகமா இருக்குங்க இப்ப பார்க்கறது க்ரீன் அண்ட் ராணி பிங்க் தாங்க இது வந்து டார்க் ஆரஞ்சு காம்பினேஷன்ல இருக்கும் பல்லுவன் பிளவுஸ் ஸோ பாடியில் பார்த்துட்டீங்கன்னா கீழே ரெட் கலர்ல வந்திருக்கும் எல்லாமே சூப்பரான டிசைன் சரிங்க எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த சேரீஸ் எல்லாமே சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேஷனோட தாங்க உங்களுக்கு வரும் 5500 தௌசண்ட் உங்களுக்கு கிடைக்கிது வேணுங்கிறவங்க WhatsAppல காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு ஒரு சாரீ வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் ரெண்டு சாரீ வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ நீங்கள் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாங்க ஆனால் என்ன பண்ணுங்கன்னா அந்த பிக்சர்ஸ் அனுப்பி ஒரு சாரீ வேணும்னா ஒன் எனக்கு ஒரு சாரீ வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை டூ ஸாரீஸ் அப்படின்னா டூ சாரீஸ் வேணும் த்ரீனா த்ரீ சாரீஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் புரியும் அண்ட் ஈஸியாக உங்களுக்கு புக் பண்ணவும் முடியுங்க ஏன்னா டூ த்ரீ பிக்சர்ஸ் வருதுங்க டூ த்ரீ பிக்சர்ஸ் வருது அப்படின்னா அந்த த்ரீயுமே புக் பண்ணணுமா இல்லை அதில் ஏதாவது ஒன்றா இல்லை ஃபஸ்ட்டு ஒன்றா அப்படிங்கிறது எங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது கன் கரெக்டாக உங்களுக்கு புக் பண்ண முடியாமல் போயிடுது ஸோ இதை அவாய்ட் பண்ணோம்னா நீங்கள் சொல்லும் போதே தெளிவாக சொல்லிடுங்க பிக்சர்ஸ் த்ரீ அனுப்புறிங்களா எனக்கு த்ரீ சாரீஸ்மே வேணும் டூ அனுப்புறிங்களா டூ மட்டுமே வேணும் இல்லை த்ரீ அனுப்பி இதில் எது ஒன்று இருந்தாலுமே ஓகே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கனால கூட ரொம்ப பெட்டராக இருக்குங்க ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு